ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனுவல் ப்ரெஸ் பம்போடு ரிவ்யூ பார்த்துருவோம் இதுக்கு நான் வந்து ஃபிலிப்ஸ் அவன்ட் மேனுவல் ப்ரெஸ் பம்ப் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் அண்டு இன்னொன்று என்னென்னா பிஜேனோட மேன்வல் ப்ரெஸ் பம்ப் ஸோ இது எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஃபிலிப்ஸ் அவன்ட் மேனுவல் ப்ரெஸ் பம்பில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு இந்த தெரியுதா ஸோ இதை நெக் இந்த நெக்ஸ்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து வந்து நம்மளால மில்க் வந்து பம்ப் பண்ண முடியாது ஸோ குடிஞ்சுகிட்டே எடுக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் எவ்வளோ ஹேண்ட் வச்சு நம்ம மீன் ப்ரெஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மில்க் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் அமுக்குனாலுமே கை தான் ரொம்ப வலிச்சது மிச்சம் தவிர மில்க் வந்து நமக்கு குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஸோ எனக்கு வந்து இது வந்து ஃபுல் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஸோ அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் வேற எஸ் நான் பிஜிஎன் மேனுவல் ப்ரஸ் பம்ப் பார்த்திங்க அப்படின்னா இதோடய நெக் சைடும் தெரியுதான் அந்த நெக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது ஸோ எனக்கு வந்து இதில் வந்து பம்ப் பண்ணுறப்ப எனக்கு வந்து நல்லா நான் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடிஞ்சிது ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நல்லா நிறையா கிடச்சிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பம்ப் பண்ணுறதுக்கு ஸோ என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிஜிஎன் ப்ரெஸ் பம்ப் மேனுவலில் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு ஸோ இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக் பிரெஸ் பம்பில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்லாப் தான் பிகாஸ் ஃபிலிப்ஸ் அவெண்ட் வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க பட் காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சம்திங் வரும் பட் இது வந்து வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்குக்கு தான் நான் வாங்கினேன் அமேசானில் தான் வாங்கினேன் நல்லா இருக்குது உண்மையிலேயே இந்த காஸ்ட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஸோ அவ்வளோதான் வாங்கி ஒரு எயிட் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக லவ்லாக வாங்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிபிஏ ஃப்ரீ அண்ட் மட்டும் இல்லாமல் சிலிக்கான் ஃப்ரீயும் கூட ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல பட் நான் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து நான் இப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க லவ் ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி பார்க்கலாம் நான் வந்து வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் லாப்லையே அடார் அப்படிங்கிற டைப் வாங்கியிருக்கேன் ஸோ லவ் லாப் அடார் ப்ரெஸ் பம்ப் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் அதோடய செட்டப்பு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அது பம்ப் பண்ணும் ஸோ அது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண ஒன்றே அது ஒரு எல்சிடி டிஸ்பிளே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த எல்சி டிஸ்பிளேயை நம்ம வந்து ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் பம்ப் பண்ணோம் ஸோ இதுதான் அந்த ஓவரால் செட்டப் அண்டு இது இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா இந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து ஆன் ஆர் ஆஃப் கான்சிக்யூட்டிவாக பண்ணி நம்ம வந்து மில்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்போட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்து நம்ம மில்க் எக்ஸ்ப்ரஸ் பண்ணலாம் அண்டு கன்டமினேஷன் ஆஃப் மில்க் நடக்காது BECAUSE மோட்டாரில் இருக்க அந்த டியூப் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கு